அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது செய்வினை ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து ஒரு நபருக்கு வைக்கும்போது என்னெல்லாம் சிம்டம்ஸ் அவங்களுக்கு ஏற்படும் என்னெல்லாம் பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படும் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி அவங்க வெளியே வரத்துக்கு விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒளி உடல் தான் பாதிக்குங்க ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பாடி வந்து பாதிக்காது என்னெல்லாம் பொருளை வச்சு இவங்க செய்ய போகிறாங்க அதாவது பிளாக் மேஜிக்கன்னு நம்ம சொல்லலாம் இது நெகட்டிவாக செய்கிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ நான் அதே பாசிட்டிவாக செய்கிறவங்களும் இருக்காங்க பிளாக் மேஜிக்கில் பிளாக் மேஜிக்கில் பொறுத்த வரைக்கும் வந்து நெகட்டிவாக வந்து ஒரு நபருக்கு செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படிலாம் சிம்டம்ஸ் இருக்கும் எப்படிலாம் அவங்க பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி அந்த விஷயம் அவங்களுக்கு உண்டான இந்த விஷயத்துலேருந்து எப்படி நம்ம அந்த செய்வினை பிரச்சனை வந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் விளக்கம் வந்து இந்த வீடியோவை நான் கொடுக்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாடி டைரெக்டாக வந்து டச் பண்ண முடியாது யாருமே அதாவது அட்டாக் பண்ணுறவங்க மட்டும்தான் இப்போ நம்மகிட்ட ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் பாடி தான் டச் பண்ணுவாங்க இப்போ எனர்ஜி பாடி நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி பாடி இருக்குது அதாவது ஆரா கடவுளுக்கெல்லாம் பின்னாடி வந்து ஒரு ஒளி மாதிரி இருக்குது இல்லைங்களா அது வந்து எல்லா நபர்களுக்குமே நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்குது அதுதான் வந்து ஒளி உடல் அப்படின்றது பேர் அந்த ஒளி உடல் பார்த்திங்கன்னா ஏழு லேயராக வந்து பிரிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க அட்டாக் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஃபோட்டோவை வச்சு நம்மளுடைய தலைமுடி நம்மளுடைய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சுதான் அவங்க செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் கூட தேவையில்லை ஒரு ஃபோட்டோ இருந்தாவே போதுமானது ஒரு ஃபோட்டோவை வச்சு அது வந்து அவங்க அந்த ஃபோட்டோவை வச்சு அவங்க செய்யலாம் ஏன்னா அவங்களுடைய அந்த எனர்ஜி பாடி அதாவது நம்ம கிட்ட எனர்ஜி பாடியும் அந்த பொம்மையோட கனெக்ட் பண்ணிடுவாங்க அந்த கார்டு கட் பண்ணுறது டெக்னிக் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து சக்கர ஹீலிங் கிளாஸஸ் வந்து நீங்கள் படிக்கணும் இதுகெல்லாம் இந்த சைக்கி அட்டாக் இது பேர் தான் வந்து சைக்கி அட்டாக்குன்னு பேர் இந்த விஷயங்கள்லாம் செய்வின பிரச்சனை இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த கார்டு கட்டிங் டெக்னிக் தெரிஞ்சிக்கணும் மஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாம இந்த கிளாஸ் படிச்சிங்கன்னா தான் தெரியும் இருந்தாலும் இதில் எப்படி நம்ம வெளியே வருது அது அதற்குண்டான விஷயங்களும் சொல்ல போகிறேன் கடைசியாக தான் சொல்லுவேன் இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதாவது நம்மளுடைய ஒளி உடலை தான் முதல்ல ஃபஸ்ட்டு நம்மளை டச் பண்ணி உள்ளே வருவாங்க அதாவது நம்மளுக்கு ஏழு லேயர் இருக்குது ஒளி உடலே எனர்ஜி பாடின்னு சொல்லுவோம் அதற்கு பேர் அந்த எனர்ஜி பாடியில் ஏழு லேயர் வந்து ஆறாக இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பாடின்னு பார்த்தீங்கன்னா எத்ரிக் பாடி அடுத்தது இப்போ நான் உங்களுக்கு வீடியோவோ ஃபோட்டோஸோ அவங்களுக்கு நான் இப்போ கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபர்ஸ்ட்டு வந்து எத்திரிக் பாடி செகண்ட் லேயர் வந்து எமோஷன் பாடி தேர்ட் layer வந்து mental body, ஃபோர்த் layer வந்து astral body, ஃபிஃப்த் layer etheric template body, சிக்ஸ்த் layer celestial body, செவன்த் layer casual body இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஏழு வகையான லேயர்ஸ் இருக்குது அந்த ஏழு வகையான அந்த ஒளி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பொம்மையோட நம்மளோடய ஆறாவோட கனெக்ட் பண்ணிடுவாங்க கனெக்ட் பண்ணிட்டு அவங்க நெகட்டிவான சில சொற்களை சொல்லி அதுக்கப்புறம் அதை அந்த பொம்மையை சில விஷயங்கள் அந்த மேலே உங்களுக்கு போட்டோ வச்சுருப்பாங்க அந்த பொம்மைக்கு மேலே உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும் அந்த பொம்மையை வந்து சில விஷயங்களால் அதை ப்ரோக்ராம் பண்ணிவிடுவாங்க கனெக்ட் பண்ணி அதாவது காடை கனெக்ட் பண்ணிக்குவாங்க அதாவது ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட பேசும்போதே காடு கனெக்ட் ஆகும் அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து மற்றவங்க வீட்டுக்கு போகக்கூடாது நேராக நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எதனால்தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒலி உடல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கிறீங்க வாங்கிட்டு மற்றவங்கக்கிட்ட வந்து நம்ம பேசிவிட்டு நம்ம உட்காந்துட்டு மற்றவங்க வீட்டில் சேரில் நம்ம உட்காடுறோம் அப்படின்னா அந்த ஒலி உடல் அவங்களுக்கு அந்த பகிரப்படும் பகிர்ந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கட்டாயி கிடைக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி சொல்கிறாங்க இதை விட ஒரு முக்கியமான விஷயம் மற்றவங்க வீட்டுக்கும் போகலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு நபர்கிட்ட நீங்கள் அதிகமாக பேசுகிறீங்க நெகட்டிவான பர்சன்ட்ட பேசுகிறீங்க உங்கள் எனர்ஜி எல்லாம் ஃபுல்லாக லாஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஒரு கோயிலுக்கே போயிட்டு வருவீங்க ஒரு நபர்கிட்ட பேசுவீங்க ரொம்ப நேரம் அதாவது ஒரு பத்து நிமிஷம் பேசுவீங்க உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த எனர்ஜி ஃபுல்லாக டவுன் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க வீட்டுக்கு போய் படு படுக்கலாமே சோர்வாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் கிடை உங்களுக்கு வந்து நடந்துருக்கலாம் அது எதனாலனா உங்களுடைய சக்ராேருந்து ஒரு கனெக்டிவிட்டியும் அவங்க சக்கராவில் வந்து அந்த எனர்ஜி அதாவது எனர்ஜி குறைபாடு இருக்கும் ஒவ்வொரு சக்கரத்துலையும் ஒரு எனர்ஜி குறைபாடுகள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும் எனர்ஜியும் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து ஹையாக இருக்கிறதுனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து செக் பண்ணிப்பாங்க அதாவது ஸ்டா மாதிரி உறிஞ்சி இழுத்துருவாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த எனர்ஜி வந்து டவுன் ஆகிடும் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு ஷீல்டு மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணது தெரியாது இதுக்கு தான் வந்து ஹீலிங் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது சக்ரா ஹீலிங் கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த சக்ரா ஹீலிங் படித்தீங்கன்னா நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு எப்படி ஷீல்டு போடுறது அதுக்குண்டான விஷயங்கள் ஃபுல்லாக வரும் கம்ப்ளீட்டடாக இப்போ இதுக்குண்டான விஷயம் அதாவது ஷீல்டு பற்றி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷனாக லிங்க் கொடுக்குறேன் ஷீல்டு பற்றி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த செவன் லேயர்ஸோடு கனெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த பொம்மையோட நம்மளுடைய ஆறாவோட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க கனெக்ட் பண்ணுறது மூலிமா இந்த அந்த பொம்மைக்கு ப்ரோக்ராம் கொடுக்கறது மூலிமா ஆரா நம்ம ஒவ்வொரு சக்கராவும் ஒவ்வொரு ஃபிசிக்கல் பாடியும் அட்டாக் ஆகும் அதாவது அட்டாக் பண்ணுவாங்க நம்மளுடைய சக்ராஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்மளை உடலில் ஒட்டி இருக்காது ஒரு ஒரு அடி அரை தள்ளி முன்னாடி தான் இருக்கும் அந்த சக்ராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சக்கரங்கள் சொல்லுவோம் அது க்ரௌன் சக்ரா அடுத்து தேர்ட் ஐ சக்கரா அடுத்தது throat சக்ரா heart சக்ரா solar ஃப்ளெக்ஸஸ்ஸு ஸ்கேரல் சக்ரா பேசிக் சக்ரா ரூட் சக்கரான்னு சொல்லுவோம் இது செவன் சக்ராஸ் இருக்குண்ணா நம்ம உடலில் வந்து ஏழு சக்கரங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு முதல் முறையாக நம்ம ஆறாவை அதாவது ஒளி உடலை தான் டேமேஜ் பண்ணும் அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேழு லேயருக்குள்ளேயும் வந்தவாட்டி ஃபஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ட் நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுறது நம்ம சக்ராஸ் அந்த சக்கரா ஒவ்வொன்றா டேமேஜ் பண்ணோம் டேமேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபிசிக்கல் பாடியே போய் டச் ஆகும் அப்புறம் சொல்லுவீங்க என்ன ரொம்ப தலை வலிக்குது வயிற்று வலிக்குது ஆனால் என்னென்னு தெரில ஹாஸ்பிட்டல் போனால் ஒன்றும் இல்லைன்றாங்க செக்அப் பண்ணோம் ஸ்கேன் பண்ணோம் ஆனால் எந்த விஷயமும் அதில் இல்லை நெகட்டிவாக நல்லா இருக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சரியாயிடும் தான் சொல்கிறாங்க டாக்டருமே அப்படின்னு அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அறிகுறிகள் கூட உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறந்தான் அந்த விஷயம் அதிகப்படியாக இருக்கும் அதாவது தலைவலி ஆகட்டும் பேக் பெயின் ஆகட்டும் வயிற்று வலியாகட்டும் ஒன்றுமே இல்லை இல்லாத விஷயத்துக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியுமே நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கு ஆனால் யார் பண்ணியிருப்பாங்க என்னன்னு தெரியாது அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் அதை யோசிக்க வேணாம் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு திருப்பி வந்து எப்படி அதை அனுப்பணும் உங்களுடைய கார்டு எப்படி கட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கான விஷயம் வந்து அடுத்த வீடியோவில் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த விஷயத்துலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு எதெல்லாம் பாதிக்கு நம்ம உடலில் வந்து எதெல்லாம் என்னெல்லாம் விஷயங்கள் வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோட கனெக்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ஒளி உடல் பாதிச்சு அதுக்கப்புறம் நம்ம சக்கரங்களை பாதிச்சு சக்கரங்கள் பாதிச்சுன்னா நம்மளோட நம்மளுக்கு ஃபிசிக்கல் பாடி மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த எனர்ஜி பாடியில் தான் உங்களுக்கு சக்கர எல்லாமே இருக்குது அந்த இடத்துல வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கு தான் வந்து தேவை மெடிடேஷன் சொல்கிறோம் ஒவ்வொரு மனிதருமே ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்கொசரம் ஒதுக்கி ஒரு ஓம் சாண்டிங் சொல்கிறதோ இல்லை நீங்கள் ஓம்மணி பத்மேகம் சொல்கிறதோ புத்தரோடைய பாடல்கள் சொல்கிறதோ இந்த மாதிரி சொல்கிறது மூலிமா உங்களோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ஆரா லெவல்னு சொல்லுவோம் அது கிளியர் ஆகும் அதுவும் ஆரா வந்து சுத்தப்படுத்துதல் அதுனால் எப்படி சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர்ல போய் தாங்க குளிக்கணும் அதனால தான் சொல்கிறோம் ஒவ்வொரு பெரியவங்களும் பழங்காலத்தில் சொல்லியிருக்காங்க அடிக்கடி கடலுக்கு போய் நீராடிட்டு கோயில் பக்கத்துலேயே இருக்கும் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு அது மாதிரி நீங்களும் வந்து ராமேஸ்வரமோ திருச்செந்தூரோ அந்த மாதிரி போய் கடலில் குளிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை குளிக்க முடியல போக முடியல நம்ம அவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண முடியலனா வீட்லேயே உப்பு இருந்ததுன்னா டப்பில் வந்து கல்லுப்பு போட்டு கரைச்சி விட்டு அப்புறம் அந்த தண்ணி எடுத்து குளிங்க சப்போஸ் உங்களுக்கு போக முடியாமல் இருந்தீங்கன்னா வீட்லேயே முயற்சி பண்ணுங்கள் இதன் மூலயமா நம்ம வந்து உடலும் சுத்தப்படுத்தலாம் ஆறாகவும் சுத்தமாகும் அதாவது ஒளி உடலும் சுத்தப்படுத்தும் இந்த விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் ஃபஸ்ட்டு இந்த கனெக்டிவிட்டி எப்படிலாம் வருது அப்படின்றது தான் இந்த விஷயங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த பொம்மை மூலிமா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறோம் நம்ம உறுப்புகள் பாதிக்கப்படுது நம்மளுடைய ஒவ்வொரு அங்கமாக வந்து செயலக்குது நம்மளுடைய ஒவ்வொரு அங்கமாக நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளி வழிபாடு பண்ணணும் அது எந்த காளியம்மனாக இருந்தாலும் சரி காலி வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு பண்ணினீங்க அப்படின்னா திரும்பி அவங்கள ரிட்டன் அடிக்கும் பாருங்கள் அதை அதிவேகமாக போய் அவங்கள அடிக்கும் ஏன்னா நீங்கள் போய் திருப்பியெல்லாம் விட வேணாம் நீங்களேன்னு திருப்பி விடுறீங்க உங்கள் பிரச்சனை நீங்கள் முடிக்கிறீங்க அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்மளுக்கு வரக்கூடிய வழிகளை நீங்கள் வந்து அதோடு நிறுத்துறீங்க கோயிலுக்கு போகிறது இப்போது நீங்கள் திருப்பியெல்லாம் அவங்களுக்கு அனுப்பவே வேணாம் நீங்கள் இந்த செய்கிறது மூலிமா நீங்கள் நீங்கள் சரி ஆயிடுவீங்க சரி ஆயிட்டிங்கனாவே அதை திரும்பி அவங்கள அடிச்சிரும் அதை நம்ம அந்த பாவத்தை செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த கில்ட்டினஸ் எல்லாம் உங்களுக்கு வேணாம் நீங்கள் அது கவலையும் படத் தேவையில்ல நீங்கள் உங்களை சரி செஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன் உங்களை நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டிங்கனாவே அவங்களுக்கு அதை போய் பாதிக்கும் அது அந்த பர்சன் யாருன்னு நீங்களே கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அதில் ரொம்ப உயிருக்கு போகிற அளவுக்குலாம் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த பர்சன் அதாவது உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்துடும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த நபர் யார் நம்மளுக்கு நெகட்டிவாக செஞ்சாங்க அப்படின்றத நீங்கள் உணரலாம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சரி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காளியம்மன் கோயிலுக்கு போங்க ஒரு பத்து எலிமிஷம் படம் எடுத்துகிட்டு போங்க சாமி பாதத்தில வச்சுருங்க அந்த கோயிலே ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வந்து அங்கேயே இருங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் எதுனாலும் நீங்கள் பண்ணலாம் அங்கே கோயிலில் பண்ணிவிட்டு பிரகாரத்தை சுற்றி வாங்க ஒரு மூணு முறையாவது நீங்கள் பிரகாரத்தை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு கடைசியாக வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த பழங்களை வாங்கிக்கோங்க அதாவது பத்து பழம் இல்லை ஒரு பழம் சாமி கிட்ட வச்சுட்டு ஒம்போது பழமும் நீங்கள் வாங்கிக்கோங்க வீட்டுக்கு அந்த ஒம்போது பழமும் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறிங்கன்னா ஒன்று தலகாணி கடையில் நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க எப்போவுமே அடுத்தது ஒவ்வொரு ரூமில் வைங்க ஹாலில் ஒன்று வைங்க பெட்ரூமில் ஒன்று வைங்க கிச்சன் ரூமில் ஒன்று வைங்க சாமி ரூமில் ஒரு ரெண்டு வச்சுருங்க உங்கள் சாமி செல்ஃப் இருந்ததுன்னா ரெண்டு வச்சுருங்க அப்புறம் வாசக்கால்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதில் வந்து துணியில் மாட்டி விட்ருங்க ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த எலுமிச்சவனம் போட்டு வாசக்காலில் மாட்டிடுங்க இதோடய தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு செய்வினையோ இல்லை ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒன் வீக்குள்ளேயே வந்து அந்த பழம் வந்து அழுகி போகிறது கருகி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸே காட்டி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பயப்பட வேணாம் ஏன்னா அந்த எனர்ஜி வந்து அது எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் பயப்பட அடுத்து நீங்கள் தூங்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த எலுமிச்சம்பழெலாம் அங்கங்கே வச்சுடுறீங்க இல்லைங்களா வச்சு முடித்தவாட்டி நீங்கள் தூங்குகிற படுக்கை கடியில் அதாவது கட்டலில் படுத்திங்கன்னா அது கடியில் வச்சுக்கலாம் நீங்கள் தூங்குறீங்கன்னா தலைமாட்டுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வைக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் கல்லுப்பு ஒரு பிளாஸ்டிக் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸில் வந்து கல்லுப்பு நிறைய போட்டுக்கோங்க ஒன்று கட்டல் கடியில் வச்சுருங்க இல்லை நீங்கள் தூங்குறீங்க இல்லைங்களா அதுக்கு தலைமாட்டுக்கிட்ட வைங்க அதில் ரெண்டே ரெண்டு வர மிளகாயும் வைங்க ரெண்டே ரெண்டு வர மொளகாயும் நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மிளகு எடுத்துக்கோங்க எடுத்து அதில் அப்படியே தூவி விட்டுருங்க இது மட்டும் உங்கள் அரைக்கு பக்கத்துலேயே நீங்கள் படுத்துக்கோங்க இது வந்து தொடர்ந்து ஒரு பத்து நாள் செஞ்சுட்டு பதினோரா நாள் வந்து நீங்கள் அதை தண்ணியில் கரைச்சிட்டு இல்லை வெளியே நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக வைக்கணும் அந்த பத்து நாள் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து நடக்கிறதுக்கான விஷயங்கள் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி வந்து டிசன்டகிரேட் பண்ணுறதுக்கான விஷயங்களே அந்த உப்பு செய்யும் உப்புக்கும் மிளகுக்கும் அதுக்கு பவர் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த வர மிளகாய்க்கு அவ்வளோ பவர் இருக்குது டிசென்டகிரேட் பண்ணுறதுக்கான பவர் அதே மாதிரி நீங்கள் கட்டில்கடில் வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் தூங்கும்போது தலைமாட்டுக்கிட்டேயே நீங்கள் வச்சுக்கலாம் வைக்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பாகிடுது உங்களுக்கு ஒரு சீல்டு ப்ராடெக்டான மாதிரி ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் தலகாணிக்குள்ளே நீங்கள் அந்த எலுமிச்ச பணம் வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதே ஒரு வாரம் அதாவது ஏழு நாள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏழாவது நாள் வந்து அதை எடுத்துகிட்டு போய் கோயில்லையே ஒரு ஓரமாக வச்சுடுங்க வச்சுட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் முளை வாங்கிட்டு போங்க இதை ரொட்டைனால் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா காளி அம்மனுக்கு மிஞ்சி வேறு எதுவுமே கிடையாதுங்க காளி வழிபாடு நீங்கள் பண்ணும்போது இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரும்போதே இந்த தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உப்பு தண்ணியில் நீங்கள் குளிக்கிறீங்க நைட்டில் உப்பு நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறீங்க அப்படின்னாவே முக்கால்வாசி உங்கள் பிரச்சனையே நீங்கிடும் அதை நீங்களே கண் கூட பார்க்கலாம் வித்தியாசத்தை பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் காளி வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கிற கயிறு இருக்குது இல்லைங்களா அவங்க கொடுப்பாங்க கயிறு வச்சு கொடுப்பாங்க சில கோயிலில் நீங்கள் கேட்டு பாருங்கள் கையில் கயிறு கட்டிருப்பாங்க இல்லைங்களா அது உங்களுக்கு ரெட் கலர் கயிறு வாங்கி கட்டிக்கோங்க உங்கள் ஃபேமிலிக்கே நீங்கள் உங்கள் பிள்ளைங்க எல்லாமே அது ஒன் கட்டுங்க மந்த்லி ஒன்ஸ் அதை மாற்றிக்கோங்க இது வந்து பௌர்ணமி இல்லை அம்மாவாசை போய் நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப விசேஷமானது அம்மாவாசன்னைக்கு மாற்றிக்கலாம் இல்லை பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மறுபடியும் அது அங்கேயே கோயில்லேயே ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் புது கயிறே அங்கே மாற்றிக்கோங்க இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அந்தளவுக்கு உங்களுக்கு சிவியாரிட்டியை பாதிக்காது அடுத்தது தியானம் பண்ணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாவது உங்களுக்குன்னு ஒதுக்கி ஓம் சொல்லுங்கள் ஓம் சாண்டிங் போட்டுவிடுங்க வீட்டில் ஓம் நமோ நாராயணா ஓம் நம அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் போடலாம் ஓம் சாண்டிங்கில் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு இல்லை கிறிஸ்துவராக இருக்கீங்க இப்போ நான் இந்த கோயிலுக்கெலாம் போக முடியல அப்படின்னா சர்ச்சுக்கு போங்க ஏன்னா அங்கே ஏஞ்சல்ஸ் எல்லாம் இருக்காங்க கண்டிப்பாக வந்து அவங்க உதவிய உதவியாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஏஞ்சல்ஸ்கிட்ட பேசுங்கள் லைவாக நீங்கள் எப்படி கஷ்டத்தை வந்து மற்றவங்க கிட்டே பகிர்ந்துக்கிறீங்களோ அதே மாதிரி ஏசுநாதர்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டு அங்கேயே ஒரு கிட்டத்தட்ட கோயிலே ஒரு அரை மணி நேரம் அங்கேயே சர்ச்சுலேயே ஒரு ஒன் ஹாஃப் அவர் டு ஒன் ஹவர் இருந்துட்டு வாங்க அதே தான் மசூதியில் அந்த டயத்துக்கு அவங்க அந்த எனர்ஜி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹையாக தான் இருக்கும் எப்போவுமே அல்லது மசூதியில் போயிட்டு நீங்கள் பாடம் போடுறது இது விஷயமும் போய் பண்ணுவோம் இல்லை எல்லா மாதமும் நம்மளுக்கு அது மாதிரி இப்போ நான் அவங்களுக்கு சொல்லக்கூடியது வந்து காலி வழிபாடு நம்மளோட இதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணுங்க பவர்ஃபுல்லாக இருக்கும் உடனே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது உடனே நடத்தி கொடுக்கறது அதுதான் உங்கள் பிரச்சனையிலேருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியே வந்துருவீங்க ஆனால் அதில் வந்து வெளியே வரும்போது அவங்களுக்கு அட்டாக் பண்ணும் ஆனால் நீங்கள் இதுலேருந்து வெளியே வரதுக்கே கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆகிடும் நான் சொன்னது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் வந்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸில் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி வாசலுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பளை வைக்கிறது நல்லது முன்னாடி அதே மாதிரி எலுமிச்சம்பளை அறுத்தும் நீங்கள் வைக்கலாம் அதுக்கு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது அது ஹீலிங் படித்தா மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு தெரியும் அதே மாதிரி பூசணிக்காய் வைக்கலாம் அதாவது அறுத்து வைக்காமல் நீங்கள் முழுமையான ஒரு பூசணிக்காய் கூட நீங்கள் வாசலில் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது அதையும் மறந்துடாதீங்க வாசலில் ஒரு பக்கமா வந்து வச்சுருங்க பூசணிக்காய் அந்த வந்து வைக்கிற பொஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடியில வந்து உப்பு வச்சு அதுக்கு மேலே அந்த பூசணிக்காவை வைங்க வாசலில் வலது பக்கமோ இல்லை இடது பக்கமோ எதுனாலும் உங்களுக்கு எங்கள் இடம் உங்களுக்கு ஃப்ரீயாக அது மாதிரி நீங்கள் வைங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் படிப்படியாக வெளியே வந்துடுவீங்க இதனால் என்னெல்லாம் டேமேஜ் ஆகுது உடல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம கடந்து பேசிகிட்ருக்கோம் இது நிறைய பேர் பாதிக்கப்பட்டு தான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க பேசுகிறீங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் இன்றைக்கி கொடுக்கணும் அப்படின் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக இதை வித டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் இருக்குது அந்த ஷீல்டு பற்றி அதை கிளிக் பண்ணி பாருங்கள் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவேன் எனர்ஜி ஹீலிங் தரப்பே கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்